Hi! எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சஃப்ஸ சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அதுவும் டிசைனர் ப்ளவுஸ் இருக்கக்கூடியது வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துரலாம் ஸாரீ நம்பர் சிக்ஸ்டி நைன் சாரீ நம்பர் 69 நைன் பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேட் ப்ளூயிஷ் கிரீன் பாடி ஆஃப் சேரீ டார்க் பீச் கலருங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு ஜரிவும் இருக்குதுங்க இது டிசைனர் ப்ளவுஸ் ப்ளவுஸ் லீமே கோல்டு டெஸ்டட் ஜரி இல்லை ஒர்க் இருக்கு இந்த சாரி டபுள் ஒர்க் சேரீ ஹேண்ட்லூமே ப்யூர் Silk சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் Silk Mark Tag வந்துடும் இந்த சாரீஸை நீங்கள் WhatsApp மூலமாக புக் பண்ணிக்கலாம் WhatsApp நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஸேரீ Number 70 ஜீரோ இதை Pastel பேஸ்டல் ஷெயின் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரே கலர் பாடி ஆஃப் ஸாரி லைட் லேவண்டர் கலர் பேஸ்டல் லேவண்டர் ஃபுல்லாகவே கோல்ட டெஸ்ட் சரீ தாங்க பல்லூன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிரே கலர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ளாக் கலர் த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குறது டிசைனர் ப்ளவுஸ் ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரீல ஒர்க் இருக்குதுங்க சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபுளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் புக் பண்ணும்போதே பே பண்ணுங்கள் அப்போ தான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் சாரி நம்பர் செவன்ட்டி இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு shipping சார்ஜஸ் shipping, shipping extra வரும் next நெக்ஸ்ட் ஸேரீ நம்ம பார்க்குறோம் பல்லுவன் ப்ளவுஸ் pink color, body of ஸாரீ blue color இது ப்ளவுஸ் எந்த சாரீஸ் பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த சேரீமே பர்ட்டிகுலராக இந்த ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரிலேயுமே உங்களுக்கு பிளாக் கலர் த்ரெட்டு சில இடங்களில் விசபிள் ஆகுதுங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீ நம்பர் செவன்ட்டி இதெல்லாமே கைத்தறி சாரீங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்குதுங்க கலருக்கோ கைத்தறி மார்க் இருந்தாலோ அல்லது குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ கண்டிப்பாக வந்து ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க ஓன்லி ஃபார் டேமேஜஸ் ரிட்டன் பாசிபிள் அதுக்கும் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க இது ப்ளவுஸ் பழுவான் ப்ளவுஸ் பிங்க் கலர் பாடி ஆஃப் சாரீ அழுகே க்ரீன் கலர் நெக்ஸ்ட் ஸாரீ நம்பர் 73- த்ரீ இந்த சாரியில் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் ஸாரீ ப்ரௌன் கலர்லேயும் இருக்குங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அந்த சாரியோடைய கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஒவ்வொரு சாரியுமே இந்த சில் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க வருது பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார்